நபிகள் பெருமான் சரித்திரமே நலமோ இங்கு கூறிடுவோம் அபிமானத்துடன் கேட்டிடுவேன் அவதியின் அருளை பெற்றிடுவே நபிகள் பெருமான் சரித்திரமே நபிகள் பெருமான் சரித்திரமேயு நபிகள் பெருமான் சரித்திரமே நலமாயு கூறிடுவோம் நலமாயு கூறிடுவோம் அபிமானத்துடன் ஏற்றிடுவேன் ஆதிய அருளை வெற்றிடுவேன் நபிகள் பெருமாள் சரித்திரமே நலமாயிருந்து கூறுகோந்தாய் புகழ்மொழிவோம் அகமது நபிகள் புகழ்மொழிவோம் தொல்லை நீக்கிய பெரும் ஜோதி புதியவர் வாழ்வை உலகின் நடுப்பதி மக்காவில் உலகின் நடுப்பதி மக்காவில் உயர்குல ஆமினார் மகளாக இலங்கும் சுடராய் இறையருளாம் இன்ப ரபியுள்ளவளில் பிறந்தார் அன்னையை இழந்தான் சிறுவயதில் அபு தாலீபின் ஆதரவில் நன்னயமாக வளர்ந்துட்டார் நற்புணவாலிவர் என திகழ்ந்தார் நபிகள் பெருமாள் சரித்திரமே நலமாயுங்கள் நபிகள் பெருமாள் சரித்திரமே நலம் தெரிய நபிகளையே ஓதச் செய்தார் ஜிபுரியும் நாதன் அருளால் அது முதலால் நன்றாய் உணர்ந்தால் ஒரான நலமாய் நாற்பது வயதினிலே நபியனும் பட்டம் பித்தார்கள் இணங்கும் நதிகள் அங்கிருந்தே இம்பத்தீன் பணி செய்தார்கள் நபிகள் பெருமான் சரித்திரமே நலமாய் கூறு வந்த அரபியுரை ும் பணியை நோக்கம் தான் நாயன் ஒருவன் அவனுக்கு யாரும் இணையில்லை என்றார்கள் கொடுமை மனத்தோர் பொறித்தார்கள் கூடி துணிந்தார்கள் படைவலம் கண்ட நபி பெருமாம் பண்பாய் சொன்னார் அவர்களிடம் நபிகள் பெருமான் நபிகள் பெருமான் சரித்திரமே நபிகள் பெருமான் ஒரு சிலர் நபியை ஏற்றார்கள் இஸ்லாம் சேர்த்தார்கள் திருவாய் மேலும் படிப்படியாய் தீனின் வழியில் வந்தார்கள் படையால் தீனோர் மறிந்திடவே பல முறை முயன்றார் காசிர்கள் முடிவில் போற்றார் இறையருளார் மூனின் கூட்டம் தெரிகின்றதை வளர்ிடவே பொ பொங்கும் அன்போடு மக்களெல்லாம் மோடிப்பாக வாழ்ந்தார்கள் அல்லா அருளால் நபிகள் பிறான் இறுதி ஹஜ்ஜை முடித்தார்கள் எல்லா மக்களும் நம்மை பெற இனிமை போதனை செய்தார்கள் செய்தார்கள் வாகையுடனே தம் தூரையில் வாகாய் முடித்து நம் நபிகள் ஈகை இறையோ அடைப்பாளே இவ்வுலகத்தை துறந்தார்கள் அறுபத்து மூன்றாம் வயதினிலே அறுபத்து மூன்றாம் வயதிலே அழியா உலகம் சென்றார்கள் சிறப்பு மதி நாம் நகர் தண்ணில் சீராய் அமைந்து விளங்குகிறார் வாழிய நபிகள் திருநாமும் வாழிய பொரு மறைபோதும் வாழிய நபிகள் திருநாமும் வாழிய குர் ஆம் மறைவோறோம் வாழிய குறாம் மறைவோறோம் வாழிய நபிகள் திருநோம